லோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களில் நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைன்த் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் அதை தொடச்சா வந்து பார்த்திங்கன்னா டென்த்து சோசியலில் அந்த பத்தொன்பதாம் ஒன்றரை சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஜாதி மறுப்பு இயக்கங்கள் பார்த்தோம் இப்போ இருந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இஸ்லாமியத்தில் என்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து தோன்றுச்சு அப்படின்ற சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இஸ்லாமியத்தில் ஏன் சீர்திருத்த இயக்கங்கள் வரணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெருங்கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் வந்து அடக்கப்பட்டிருக்கும் ஒடுக்கப்பட்டிருக்கும் ஸோ பெருசாக ஏற்பட்டாலும் ஆங்கிலேயர்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றப்பாங்க இது என்னென்னா முஸ்லீம் கிட்ட வந்து ஒரு பெரிய பெரிய தாக்கு தெரிஞ்சது ஏன்னா ஆங்கிலர்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு புரட்சி வந்து முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள் அதாவது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நம்பிருப்பாங்க நினச்சிருப்பாங்க அப்போ அப்படி நினைச்சதால் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் கிட்டே இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நான் என்னன்னா பின்வாங்கிட்டு இருப்பாங்க நம்ம இப்படி நினச்சிட்டாங்க நம்ம அதனால் வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க முஸ்லீம்கள் தன்னை என்ன பண்ணியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அடிச்சிட்டு வந்திருப்பாங்க அதனால் அவங்களோட கல்வி அறிவும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி எல்லாமே நான் என்னா மொத்தமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ அவங்களோட கல்வி அறிவியும் அவங்களோட தீவு மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சில இயக்கங்கள்லாம் வந்து வந்திருக்கும் அப்படிப்பட்ட இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறத்து அலிகார் இயக்கம் சார் சையது அகமதுகனால் தொடங்கப்பட்ட அலிகார் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தார் பாருங்க யாரு சார் அகமது கான் என்ன பண்ணுறாரு டெல்லியில் ஒரு உயர்குடி அதாவது கொஞ்சம் பணக்கார குடும்பத்தில் தான் வந்து நம்மால் என்ன பிறந்திருக்காரு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி சார் ஏகத் தோற்றுவிக்கப்பட்டது எதுங்க நம்ம அலிகார் இயக்கம் எயிட்டீன் செவன்டி யாரால தோற்றுவிக்கப்படுது நம்ம சையது அகமது வந்து என்ன பண்ணப்படுதுன்னா தோற்றுவிக்கப்படுது ஓகேங்களா எப்போ எயிட்டீன் செவன்டி நம்ம சையது அகமது வந்து தோற்றுவிக்கப்படுது சமூக சீர்திருத்தங்களை முஸ்லீம்கிட்டே பரப்ப அமைக்கப்பட்ட முதல் இயக்கமாகும் ஓகேங்களா ஏன்னா அதுவரை முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்குள்ளே எந்த இதுவும் இல்லை அதனால அந்த சமூக இயக்கங்கள் சீர்திருத்தங்களை வந்து முஸ்லீம்கிட்டே எதுவுமே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு முதல் இயக்கமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிகார் இயக்கம் தான் எந்த இந்த அலிகார் இயக்கம் அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டர் கல்யாண கல்லூரியை ஓகேங்களா எப்பங்க அகமது கான் என்ன பண்ணுறாரு அலிகார் நகர் அலிகார் முகமதியா ஆங்கிலேயர் ஓரியண்டியர் கல்லூரிய நிறுவனார் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க சார் ஏன் நிறுவனார் அப்படின்னு நான் பாத்தேன் இல்லையா சார் வந்து பின்தங்கி இருக்காங்க முஸ்லீம்கள் வந்து பார்த்தோன்னா கல்வியில் பின்தங்கியிருக்காங்க அவங்களை கல்வியில் என்ன பண்ணணும் அவங்கள நல்லா தூக்கி விடணும் கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அதே சேம் டைம் வந்து பார்த்தோன்னா அது குரானோட கருத்துக்களில் மாறுபட்டு இருக்கக்கூடாது அவங்க குரானோட கருத்துக்களையும் சேர்த்து அவங்க பயிலணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்திருப்பாரு அந்த அகமது கான் அதனால் அலிக்கார் நகரில் என்ன பண்ணியிருப்பாருனா அலிகார் முகமத்திய ஆங்கிலோ ஓரியண்டர் கல்லூரியை வந்து நிறுவிருப்பார் அதுதான் நைன்டீன் டுவெண்ட்டில் வந்து ஒரு பல்கலைக்கழகமாக வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுபதுல என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பல்கலைக்கழகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து வளர்ந்துருக்கும் அடுத்து முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல் நான் என்ன சொன்னல சோ முஸ்லீம்கள் கல்வியில் பின்தங்கி இருந்தாங்க இந்த கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வி வளர்ச்சி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிச்சிருக்கும் இவர் திருக்குறானை உறுதியில் மொழிபெயர்த்தார் யாருங்க நம்ம சார் சையத் அகமது கான் திருக்குறான் என்ன பண்ணிருக்காரு திருக்குறள் இல்லைங்க திருக்குறான் குரான் என்ன பண்ணிருக்காரு இந்த முஸ்லீம்களோட புனித நூல் இருக்குல்ல அந்த திருக்குறான் என்ன பண்ணிருக்காரு உருது மொழியில் என்ன பண்ணிருக்காரு மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் காசிப்பூர் என்னும் இடத்தில் அகமது கான் ஒரு பள்ளியை நிறுவினார் இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியங்க ஸோ எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி காசிப்பூர் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காரு ஒரு பள்ளியை வந்து இவர் வந்து நிறைவேறுக்கார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஓகேங்களா என்ன இடங்க காசிபூர் அப்படின்ற இடத்துல ஓகேங்களா ஆப்ஷனில் காஜிபூர் அப்படின்னு வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்டடிஸ் புக்கில் காஜிபூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ காஜிபூர் அப்படின்னு வந்தாலும் எடுத்துக்கங்க காசிபூர் அப்படின்னு வந்தாலும் எடுத்துங்க ஓகேங்களா அப்போ எந்த இடத்துல காசிபூர் அப்படின்ற இடத்துல அகமது கான் ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாரு எதுக்காக முஸ்லீம்கூட அந்த கல்வியை வந்து வளர்ச்சியடைய வைக்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தினாலில் அறிவியல் கழகம் ஒன்றை ஏற்படுத்தினார் பாருங்க அதே எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல எயிட்டீன் ஒரு ஸ்கூலையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அறிவியல் ஸ்டார்ட் பண்ணுறா இந்த அறிவியல் கழகம் மூலமாக என்ன பண்ண முடியும் அந்த சில கருத்துக்களையும் சில வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ண முடியும் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அந்த மேலே நாட்டு வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அதனால் அவங்களோட கல்வி வளர்ச்சி அதிகமாகும் அதனால் மக்களிடையே வந்து சீர்திருத்தங்கள் உருவாகும் அப்படின்றது அவரோட முக்கிய நோக்கம் அடுத்து ஆயிரத்து எட்நூத்தி அறுபத்தெட்டில் பல மாவட்டங்களில் கல்விக்குழுக்கள் அமைய ஊக்கப்படுத்தினார் பாருங்க எயிட்டீன் என்ன பண்றாரு மாவட்ட மாவட்டங்களாக கல்விக்குழுக்கள் அமைச்சு முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணணும் கல்வி சொல்லி கொடுக்கணும் கல்வியில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிருக்காரு ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தட்டில் இந்த வந்து அங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ பாருங்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு சார் சையது அகமதுக்கானால வந்து ஏற்பட்டப்பட்டதுன்னு பார்த்தோம் ஸோ சமூக சீர்திருத்தத்தை முஸ்லீம் கிடையை பரப்புறதுக்காக முதல்ல ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் வந்து இந்த அதிகாரி இயக்கம் தான் இவர் வந்து எயிட்டீன் செவன்டி ஒரு கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அது நைன்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னாவா மாறி அது வந்து ஒரு க வந்து மாறியிருக்கும் அடுத்து சீர்திருத்த கருவ என்ன பண்ணியிருக்காரு இவர் இன்னொரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு கல்வியை ஒரு பள்ளியை ஏற்படுத்தியிருக்காரு அதே ஆண்டுக்கு அறிவியல் கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு மாவட்டங்கள் தூரம் பண்ணியிருக்காரு கல்வி குழுக்களை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்து திருக்குறான இவர் வந்து உறுதியில் மொழிபெயர்த்துருக்கார் ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க கண்டிப்பாக இவரு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எதலாக கொஸ்டின் கேட்கணுமா அந்த பாயிண்ட் எல்லாமே உங்கள் கிட்ட வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து நோக்கங்கள் சரி எதுக்காக அந்த அலிகார் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா முக்கியமான நோக்கம் முஸ்லீங்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆயிரத்தி ஆண்டு பெரும் புரட்சிக்கு அப்புறமே சாரி ஆயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு அப்புறமே அவங்களோட அந்த கல்வி பின்தங்கிச்சு இல்லையா அந்த வளர்ச்சி தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து பர்தா முறை பலதார மனம் கைம்பன் மறுமணம் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல் ஸோ பெண்கள் வந்து பர்தா அணினும் இப்போ உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே கீரை மக்கள் ஏன் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களோட கட்டுப்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா பெண்கள் பர்தா அணிஞ்சு இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது எங்கேயும் வெளியே போகக்கூடாது மறுமானம் பண்ணக்கூடாது இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அது எல்லாத்துலையுமே என்ன பண்ணணும் சிறு தர்த்தங்களை கொண்டு வரணும் முஸ்லீம்கிட்ட சிறுதர்த்தங்களுக்கு முக்கிய நோக்கம் அடுத்து மேற்கிருத்திய அறிவியல் கல்விக்கும் குரானின் போதங்களுக்கும் ஒத்திசுவை ஏற்படுத்ததுன்னா என்ன சொல்லலை அறிவியல் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி என்ன பண்ணியிருப்பார் ஒரு அறிவியல் கழகத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு அந்த அறிவியல் கழகத்தையும் இருக்கிற போதனைகளுக்கும் என்ன ஒற்றுமைகள் இருக்குது மேற்கத்திய அறிவிலும் குரான் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒற்றுமையை சொல்லி மக்கள் என்ன பண்ணணும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதான் என்னோடய முக்கிய நோக்கங்களாக இருக்குது சரிங்களா சரி இந்த முஸ்லிம் இந்த அலிகாரிக்கு அப்படின்னா சாதனைகள் பண்ணிருக்கு அப்படின்னா முஸ்லிம்களுக்கு இடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி அகமது கானால் ஆங்கிலேய கீழே தேயவிய கல்வி மாநாடு தொடங்கப்பட்டது ஸோ பாருங்க ஒரு கல்வி மாநாடு கீழே தேவிய கல்வி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு தொடங்கியிருக்காரு எப்போ எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் எதுக்குட்டானா முஸ்லீம்கள் தங்களுக்கூட கருத்துக்களை என்ன பண்ணிக்கணும் ஒத்தரோட ஒருத்தர் ஒருத்தர் பரப்புலாம் அதான் வந்து நான்டானா இவங்களுக்குள்ள வந்து அந்த வளர்ச்சி ஏற்படும் மக்கள் வந்து நல்ல ஒரு இதுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால் இருக்காரு இந்த தேவிய கல்வி மாநாடு அப்படின்ற விஷயத்த வந்து தொடங்கியிருக்காரு எப்போ எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இது ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க என்னும் பத்திரிகையை நடத்தினார் ஓகேங்க எதுங்கிப் ஓல் அக்லக் ஓல் அக்லக் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து நடத்திருக்காரு ஓகேங்களா ஸோ இது பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாசித் குத் அக்லக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தத்கிப் ஓல் அக்லக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பத்திரிகை நடத்துறது யார் சார் சையது அகம்னா எதுக்கு நடத்துகிறாரு ஸோ முஸ்லீம்கிட்டேயே வந்து பார்த்தா சீர்திருத்த கருத்துக்கள் எதுவுமே சேர்க்கணும் நம்மளோட பத்திரிகை மூலமாக மக்கள் வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாரு இந்த தத்கிப் ஓல் அக்லக் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து நடத்திருப்பார் ஸோ கண்டிப்பாக அந்த கொஸின்காக வாய்ப்புகள் அதிகம் பத்திரிகை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சார் சையது அகமது கான் ஸோ சிறப்பு சார் இவ்வளோ பண்ணியிருக்காரு முஸ்லீம்னு பார்த்தோம் இவர் முக்கியமான ஒரு வேர்டு சொல்லியிருப்பார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய டைம் இது வந்து கேட்டிருக்காங்க இந்தியா இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் யாருன்னா சார் அகமது கான் ஸோ எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்தியாறது ஒரு அழகிய பறவை அதுக்கு ரெண்டு கண்கள் இருக்குது இல்லையா அதில் ஒன்று இந்தியா ஒன்று பாகிஸ்தான் ரெண்டுமே நம்ம விட்டு முடியாது ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியமானதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ரொம்ப ரொம்ப ஒரு போட்டக்கூடிய ஒரு வேர்டு அதனால் இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஓகேங்களா யாருங்க சார் சையது அகமது கான் நான் போச்சுங்க அடுத்து முஸ்லீம் மனதை அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றி மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார் என புகழ்ந்தவர் நேரு ஓகேங்களா ஏன்னா முஸ்லீம்கள் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்தால் என்ன பண்ணுவாங்க உந்தைப்படுவாங்க இப்போ கூட பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானில் அந்த தலிபான்ஸ்கில் இருக்காங்களே அதே போல் வந்து உந்தப்படாமல் அவங்கள வந்து மனமாற்றம் செய்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்து அதில் வந்து பார்த்தினா வெற்றி பெற்றவர் யார் நம்ம சார் சையது அகமது கான்னு நம்ம நேரு வந்து அவர் வந்து புகுந்திருக்கார் ஓகேங்களா அடுத்து சையமது கான் சந்தேகத்துக்கு இடமின்றி நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவராவார் நூற்றாண்டுல இந்தியர்கள ஒருத்தர சார் சையது அகமது கான் தான் இருப்பாரு எவ்வளவு பெரிய வேர்டு பாருங்க அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் அப்படின்றதுக்காக பிபின் சந்திரா சொல்லிருப்பாருன்னா இந்த வேர்டு சொல்லியிருப்பாரு இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு மூணுமே ரொம்ப முக்கியம் அதையும் நல்லா பாத்துங்க யார் சொல்லிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது தியோபந்த் இயக்கம் ஸோ நம்ம அலிகார இயக்கம் பார்த்தோம் அலிகார இயக்கம் சார் செய்வதால் ஆரம்பித்தது அதனோட நோக்கங்கள் என்ன அதனோட சாதனைகள் என்ன அவங்க சிறப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம் அதனோட தொடச்சா நம்ம பார்க்க போறது தியோபந்த் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு மீட்பு இயக்கம் பழமைவாத முஸ்லீம் உலமாக்கலால் தொடங்கப்பட்டது ஓகேங்களா இது வந்து ஒரு மீட்பு இயக்கங்க ஸோ முஸ்லீம்களை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் மீட்டு கொண்டான்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் பழமைவாத முஸ்லீம்கள் உலகமாக்களால் கொண்டப்பட்டது அப்போ உலகமாக்கள்னா என்னாங்க பழமைவாத முஸ்லிம்கள் இதே தனி கொஷனா கேட்டுருவாங்க உலேமாக்கல்லால் என்பது பழமைவாத முஸ்லிம்கள் பழங்குடியினர் தீவுகளில் வாழும் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாருங்க பழமைவாத முஸ்லிம்கள் தான் என்னன்னு சொல்றாங்க உலேமாக்கால் அப்படின்னு வந்து சொல்றாங்க உலேமாக்கால் சரண்பூருக்கு அருகில் தியோபாந்த் என்னும் முகமது காசிம் நானா தேவி ரஷீத் அகமது கங்கோரி ஆகியோரால் முஸ்லீம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது எதுக்காகவா முஸ்லிம் இயக்கத்திற்கான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயிற்சி வழங்க் அப்படின்னு சொல்லிட்டு அகமத் ஓகேங்களா ரசீத் அகமத் காங்கோரி ரெண்டு பேரும் சேந்தா இருப்பாங்க முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்க ஏற்படுத்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் உத்தரப்பிரதேசம் சரண்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர் ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி என்ன பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சரண்பூரில் ஒரு ஸ்கூலில் நிறுவுகிறாங்க எதுங்க முஸ்லீம்களை வந்து பார்த்தோம்னா கல்வியில் வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மௌலானா முகமது அசன் தியோபந்தின் புதிய தலைவராகிறார் நம்ம பாருங்கள் யார் மௌலானா முகமது உல் அசன் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம தியோபந்த் இயக்கத்தோட புதிய தலைவராக வந்து அதுக்கப்புறம் நியமிக்கப்படுறார் யார் மௌலானா முகமது உல் அசான் அப்படின்றவர் வந்து பார்த்தினா புதிய தலைவராக வந்து அவர் நியமிக்கப்படுறாரு ஸோ நியமித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஸோ அந்த இந்து இஸ்லாமிய மதத்தை வந்து மீட்டெடுக்கணும் கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்படுது அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் அதாவது இறையலாளர்களின் அவை இயங்கியது ஓகேங்களா ஸோ எந்த தலைங்க நம்ம மௌலானா உல் அசான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம் தேவபாந்தோட தலைவர் ஆகிறாரு இவரோட தலைமையில் தான் ஏற்கனவே எந்த சபை இயங்கிட்டு உள் ஜமைத் உள் உலேமா அப்படின்ற சபை வந்து இயங்கிட்ருக்கு ஸோ இது இதனோட வேலை என்னான்னு பார்த்தினா முஸ்லீம்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சூழலை வந்து மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்தினா இவரால் ஏற்படுத்தப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் வந்து சிறப்பாக நடத்தப்பட்டுருந்துருந்தது ஓகேங்களா ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு தியாபந்த இயக்கத்தோட தலைவராக வந்து பொறுப்பேற்கிறார் சரிங்களா சரி கேஸ் இப்போ கொஞ்சம் அதிகாரி இயக்கமும் தியோபந்த இயக்கமும் பார்த்தோம் ஸோ இதில் அதிகார இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தியோபந்தம் பார்த்துங்க அது யார் பேருன்னுட்டும் நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா சரி கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நம்ம அடுத்து விட்டாலும் உங்களுக்கு